குடிவாரி கணக்கெடுப்பு நாம் தமிழர் தமிழ்நாடு தொடங்கி இருக்கிறது கேட்டாங்க சாதியை மறுக்கிறது சாதி மறுத்து சாதி மறந்து மதம் மறந்து தமிழர்களாக இணைய வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி கோரிக்கை விடுக்கிறது பத்தாண்டுகளாக நாம் அப்பொழுது அப்படித்தான் பேசிக் அதே நாம் தமிழர் அவன் உள்ள புகுந்து அவனுக்கு இந்த சாதிதலை கொடுத்ததுனால சென்னை உயர் நீதிமன்றத்தில் வேல்முருகன் ஒரு தமிழன் செத்து பாருங்க அது மாதிரி தமிழர்கள் செத்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் குடிவாறு கணக்கெடுப்பை நாம் தமிழ் கட்சி தொடர்ச்சியாக இருக்கீடு நல்லா சிந்திக்கணும் ஒதுக்கீடு ஒதுக்கீடு தேவருக்கு ஒதுக்கீடு தேவேந்திர ஒதுக்கீடு ஒதுக்கீடு எல்லாருக்கும் ஒதுக்கீடு ஒது ஒதுக்கீடு சொல் எங்களை மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லோரையும் கணக்கெடுப்போம் எப்படி மத்த மாநிலங்களை கணக்கெடுத்து வச்சிருக்கோ அது போல இருந்தா இருந்தா எட்டு தெரியுமா தமிழர்கள் பிரிச்சு எடுக்காம முப்பத்தி ரெண்டு கோடி வந்து மேட ஒ பேசி செத்துக்கு வோட் ஐடில ரெண்டு பேர்ல வச்சிருக்கானே அது மாதிரி கணக்கடுகாதே அவன் அவன் குடியே போட்டு கணக்கடு எத்தனை பேருக்கு எத்தனை அந்த ஒடிக்கிற குடு பார்க்க அந்த பங்கிட குடு பார்க்க நான் நம்ம கட்சி தயாரா இருக்கு அதே போல இங்க இருக்கிற மாற்று மளியும் நம்ம கணக்கடுப்போம் એમ தெரியுமா நாலு மாசத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பத்திரிக்கையில உட்கார்ந்து பேசுறாரு நாங்க நாలుగుடி எனக்கு சிரிப்பாச்சு எங்கால 10 வருஷமே பேட்டலாம் பேசிட்டு இருக்காங்க நாங்க சரி நம்மள வாரே ஒருத்த வந்துட்டான் பார்க்க அப்ப அவனே நாசமா போறான் அரசு பணியாறு சதவீத கல்வியா தொண்ணூறு சதவீத அரசியலா அது தமிழனுக்கானதான் தமிழ்நாட்டில் ஒதுக்கிறோம் ஒதுக்கீடு யாருக்கு அரசியல் வேலை வாய்ப்பு ஏன் புரிஞ்சுக்குங்க இன்றைக்கு இந்த மண்ணில் இருக்கிற அன்னை மாற்று மொழி பேசக்கூடிய ஆட்சியாளர்கள் வீட்டுக்கு வாங்க வந்துட்டு உங்களை என்ன செய்ய சொல்ற என்னோட குடி நான் சொல்றதுக்கு ஒண்ணும் சண்டா இருக்கும் ஒத்துவமா வீட்டுல அண்ணன் தம்பி அஞ்சு பேர் ஒத்து போவா அஞ்சு பேர் சண்டைக்கார உள்ள வந்தா செருப்பு கடத்திய நாம் அதுக்குதான் நடக்குது செருப்பு வரணுமா சீக்கிரம் முடிக்கணுமா நீங்களே முடிவு நன்றி வணக்கம்